வாட்சிங் வீடியோஸ் வித்வுட் சப்ஸ்கிரைப் இஸ் இன்ஜூரியஸ் மற்றும் உயிரை கொள்ளும் மசால் வட வியூஸ் எல்லாருக்கும் அழகான வணக்கங்கள் உங்கள் கூட இருந்துச்சுக்கிறது நான் உங்கள் ஆட்சியை நிவேதிக்கா இன்றைக்கி நம்ம வரிகளுடன் பாரதியோட மூன்றாவது எபிசோடு ஸோ இன்றைக்கி எபிசோடில் நம்ம எதை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சின்ன சஸ்பென்ஸாகவே நான் வச்சுருக்கேன் அது வந்து எப்படி இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் தெரியாதான் போகுது ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கற்பனை நீங்களே யோசிச்சு பாருங்கள் இப்போ ஒரு திரைப்படத்துக்கு நம்ம போகிறோம் அதுவும் நம்மளோட ஃபேவரெட் ஹீரோனா அது அந்த டைட்டில் சாங் வந்துட்டு நம்ம வந்து மிஸ் பண்ணவே கூடாதுங்கிறது வந்துட்டு நம்மளோட மோட்டவாக இருக்கும் இந்த டைட்டில் சாங் வரும்போது கரெக்டாக அந்த கலர் பேப்பர்ஸை பறக்கணும் விசில் அடிக்கணும் டான்ஸ் ஆடணும் ஃப்ரெண்ட்ஸோட பண்ண்படணும் இது எல்லாரோட காமன் மோட்டோன்னே சொல்லலாம் ஈவன் நான் கூட எனக்கு பிடிச்ச ஒரு நடிகரோட படம்னால் அந்த டைட்டில் சாங்குக்கு வந்துட்டு நான் ரொம்ப எதிர்பார்த்து காத்திருப்பேன் அது கேட்கும் போது எப்படி எந்திரிச்சு ஆடுதும் போல் வரும் ஆனால் ஆடமாட்டேன் அது வேறு விஷயம் ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நிறைய படங்களில் ஹீரோயினுக்கும் வந்துட்டு ஒரு டைட்டில் சாங்னு சொல்ல முடியாது ஒரு இன்ட்ரோ சாங் மாதிரி வச்சுருப்பாங்க அது வந்துட்டு ஒரு சில இருக்கும் ஒரு சில படங்களில் தான் அந்த மாதிரி ஒரு பாடல்கள் வச்சுருப்பாங்க ஸோ அப்படி அந்த மாதிரி நம்ம ஹீரோயினுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பாடல்லேருந்து ஒரு சில வரிகள் கேட்கும் ஓ இவ்வளோ அழகாக இருக்குது இந்த கருத்தை உள்ள ாங்கன்னா நம்மளே சிந்திக்க வைக்கிற மாதிரி நிறைய வரிகள் இருக்கும் ஸோ அந்த வரிகளை தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம வரிகளுடன் பாரதியில் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு நம்ம மூணாவது எபிசோடில் ஒரு மூணு அழகான பாடல்களை தான் நம்ம கேட்க போகிறோம் வா அங்கே போகலாம் ஸோ முதல் பாடல் வந்துட்டு எதுனா நம்ம ரோஜாங்கிற திரைப்படம் ஏ ரஹ்மான் அவர்களோட இசையில வந்துட்டு நம்ம நாடு முழுக்க பிரபலமான ஒரு படம் வந்துட்டு ரோஜா அந்த படத்தில் வந்துட்டு நம்ம ஹீரோயின்காக வந்து ஒரு சூப்பராக பாட்டை எழுதியிருப்பாங்க அந்த பாட்டில் வந்துட்டு ஹீரோயின் தன்னோட ஆசைகள்லாம் சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்னன்னா அதே மாதிரி ஆசைகள் தான் வந்துட்டு பெரும்பாலும் மோஸ்ட் ஆஃப் த கேள்ஸ் கிட்ட வந்துட்டு அதே மாதிரி ஆசைகள்லாம் இருக்கும் அதாவது ஒரு சின்ன சின்ன ஆசைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கியூட் அண்ட் கியூட்டான விஷயசாக தான் இருக்கும் ஸோ அந்த பாடலில் வந்து ஒரு நாலு வரிகள் ரொம்பவே அட்ராக்டிவாக அப்படியே நம்ம இதை டச் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த வரிகள் என்ன நம்ம கேட்கலாம் வாங்கிகை கண்டு மாலையிட ஆசை மேகங்களை எல்லாம் தொட்டவிடாசை சோகங்களை எல்லாம் விட்டுவிடாசை கார்கோழலில் உலகையே கட்டிவிடாசை இந்த பாடல்ல அவங்க தன்னோட ஆசைகள்லாம் வரிசையாக அடிக்கிட்டே வருவாங்க அண்ட் இப்போ வந்த சில வரியில் வந்துட்டு ஒரு அழகான லைன் மேகங்களே எல்லாம் தொட்டு ஆசை இந்த ஆசை வந்துட்டு எனக்கு பர்சனலாக வந்துட்டு எப்போவுமே உண்டு ஈவன் அந்த ஸ்பெஷலாக அந்த மழை பெய்கிறப்போ அந்த கிளவுடியாக இருக்கும் வாட் ஐ ஃபீல் இஸ் தேட் ஓ நம்ம இப்போ ஒரு பேர்டாக இருந்தால் நம்ம அந்த கிளவுடை டச் பண்ணலாமே அதுக்கு மேலே என்ன இருக்கும் எப்படி மழை வருது இதெல்லாம் வந்துட்டு பக்கத்தில்னு பார்க்கணுங்கிறது வந்துட்டு என்னோடய பர்சனல் விஷ் இதே மாதிரி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு ஒரு பறவையாக இருக்குன்னு அந்த கிளவுட்ஸ் எல்லாம் துறையுன்னு இவங்க சொன்ன ஆசை வந்துட்டு இப்போ மேபி நிறைய பேருக்கு இது இருக்கலன்னு நினைக்கிறேன் ஸோ இதை வந்து நம்மளால் நடக்க முடியாத ஒரு ஆசை தான் நம்ம நினைக்கிறப்ப நம்மளால் ஒரு பறவையாக மாதிரி போய் தொட்டுட்டு வர முடியாது ஒருவேளை நம்ம ஒரு பைலட்டாக இருந்தால் மேபி அது பக்கத்தில் பார்த்துட்டு வேணால் வரலாம் அவ்வளோ தான் முடியும் அண்ட் இது நம்மளால் முடியலானோ இதுக்கு அடுத்த வர லைன் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாராலையும் முடியும் என்னதான் சோகங்கள் இருந்தாலும் அந்த சோகங்களையெல்லாம் விட்டு விட ஆசையனு அது ஆசையாக எடுக்க விடா சோகங்களை வந்துட்டு நம்ம விட்டுட்டு தான் போகணும் அந்த இடத்துல நம்மளை ஒரு விஷயம் நம்மளை அப்படியே நம்ம மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துதுன்னா அடுத்த செகண்டே நம்ம அதை மறந்துடணும் அதை செஞ்ச மொழி மறந்து அந்த விஷயத்தையும் நம்ம மறந்துடும் விட்டுட்டு விட்டுட்டு வந்துட்டோம் நமக்கு அது கண்டிப்பா ஒரு ஹெல்தி லைஃப் நம்ம மனசு நல்லா இருக்கும் நம்மளும் அப்படி ஒரு ஈஸி கோயம் இருக்கலாமே ஸோ அடுத்த பாடல் வந்துட்டு மின்சார கனவு அப்படின்ற படத்தில் ஏஆர் ரஹ்மான் அவர்களோட இசையில் வைரமுத்தவர்களோட வைர வரிகளில் வந்து பூ பூக்கும் ஓசை அப்படின்ற ஒரு பாட்டு அந்த பாட்டில் வந்துட்டு ஒவ்வொரு இசையும் வந்துட்டு எவ்வளோ அழகாக அது வந்து ஒரு சங்கீதம்னு சொல்லி வந்து ஆமாம் அழகாக போட்ரை பண்ணியிருப்பாங்க ஸோ வந்துட்டு ஒரு ஸ்பெஷலாக ஒரு நாலு லைன் சான்ஸே இல்லைப்பா அந்த மாதிரி ஒரு நாலு லைன் தான் நம்ம கேட்க போகிறோம் வாங்க பசி கொண்டு நேரம் சந்தோஷம் சோ நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு உணவு அப்படின்ற ஒண்ணு வந்து நம்ம வாழ்க்கையில இன்றியமையாத ஒரு விஷயம்தான் சோ அந்த உணவு வந்துட்டு கிடைக்கிற நேரம் வந்துட்டு நம்ம இந்த ஸ்பெஷல் பசியில காத்திருக்கும் போது அந்த சாப்பாடு வாசம் வரும்போது இப்போ ப்ரைஸ்லெஸ் மூமெண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு அது வரப்போகுது வரப்போதுன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே அப்படியே விறுவிறு விரும்பு சாப்பிடுவோம் ஸோ இந்த நான்கு வரிகள் வந்துட்டு ரெண்டு விதமாக வந்துட்டு சாப்பிட்றத சொல்லியிருப்பாங்க லைக் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு மனுஷர் வந்துட்டு பசி கொ கொண்டு இருக்கும்போது தாளிக்கிற சத்தம் வந்துட்டு நமக்கு ஒரு பெரிய ஊசை மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட போகிறோம் சாப்பிட போகிறோம்ன்ட்டு வெயிட் பண்ணுவோம் அண்ட் செகண்ட் வந்துட்டு என்னென்னா ஒரு தாய் வரும் தன்னோட குழந்தைய பசி ஆற்றுற அந்த ஒரு ஸ்டீனை வந்துட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு சொல்லியிருப்பாங்க காசு வந்துட்டு தாய்மை அப்படிங்கிற வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் ஸோ அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக வைரமுத்தவர்கள் தன்னோட வைர வழிகளில் வந்து பதிச்சுருக்காரு ஸோ இதுதான் நம்மளோட ரெண்டாவது பாட்டு மூணாவது பாட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க மூன்றாவது பாட்டு என்னென்னா வந்துட்டு அமர் கலம் படத்தில் ஷாலினி அவர்கள் தன்னோட சொந்த குரலில் சொந்த குரலில் பாடுன்னு சொல்லிவிட்டு ஒரு பாட்டு பாடியிருப்பாங்களே அதுதான் ஸோ அந்த படத்தில் வந்துட்டு எல்லா சாங்குமே வேறு லெவல் ஹிட் ஆச்சு ஸோ இந்த சாங் வந்துட்டு அவங்களுக்குன்னே வந்துட்டு எழுதி வச்ச மாதிரி ஒரு பாடல் ரொம்ப அழகாகவும் அவங்க பாடியிருப்பாங்க அந்த படத்துக்கு அவங்க அழகாகவும் ஆடிருப்பாங்க அந்த படத்தில் ஸோ அந்த பாட்டுலேருந்து ஒரு நான்கு வரிகள் இதோ இந்த பூமி பழைய பூமி அல்லவா ஒரு புதிய பூமி செலவை செய்து கொண்டு வா ஆதி மனிதன் நல்ல மனிதன் நல்லவா ஒரு ஜாதி ஏற்ற மனித ஜாதி கொண்டு வா இந்த நான்கு வரிகள் வந்துட்டு பார்க்க ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற கருத்து ரொம்பவே பெருசு ஒரு இமயமலையை விட பெருசுறேன்னு நம்ம சொல்லலாம் அதில் ஃபஸ்ட் அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த பூமி பழைய பூமி அல்லவா ஒரு புதிய பூமி செலவை செய்து கொண்டு வா இந்த பூமி வந்துட்டு இப்போது முன்னாடி நம்ம பூமி எப்படின்னு தெரில பட் நம்ம மனுஷங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்தையே நம்ம வந்துட்டு கண்டிப்பாக மாற்றிட்டோன்னா சொல்லணும் ஸோ இந்த பூமியே வேண்டாம் அப்படியே புதுசாக அப்படியே மாற்றி நம்ம எல்லாேருக்கும் ஒரு பிரைன் வாஷ் பண்ண மாதிரி மறந்துட்டு ஒரு புது பூமியாக கொண்டு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க அண்ட் செகண்ட் லைன் வந்துட்டு ஆதி மனிதன் நல்ல மனிதன் நல்லவா ஒரு ஜாதியற்ற மனித ஜாதி கொண்டு வா நம்ம ஏர்லி மேன் வந்துட்டு அவங்க ஆக்சுவலாக பேசவே வராதுன்னா நம்மளாம் வந்துட்டு நம்ம கழிச்சுருந்தோம் ஸோ ஆதி மனிதர்களுக்கு வந்துட்டு எதுவுமே தெரியாது நம்ம இவங்க வந்து மனுஷர் இவங்க ஒரு ஃபீமேல் நான் ஒரு மேல் அவ்வளோதான் அவங்களுக்கு தெரிஞ்ச பிடிக்கும் ஜாதிங்கிறது ஸோ இப்போ வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நம்ம மனுஷன் உருவாக்குனது ஜாதி காஸ்ட் ரிலீஜன் இப்போ உருவானதுதான் இப்போ இருக்கிற மனுஷங்களை விட அப்போ ஒன்றுமே தெரியாது ஆதி மனிதன் எவ்வளவோ மேலுன்னு சொல்லிட்டு அழகாக நச்சின ஒரு கரத்தை நங்கூற மாதிரி போட்டுட்டாங்க ஸோ அதனால தான் இந்த பாட்டு வந்து நான் லாஸ்ட்டாக நம்ம ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம்ல அதுக்காக இந்த பாட்டு கடைசியாகுது ஸோ இந்த வரிகள் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக நம்ம மனசில் வந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ யங்ஸ்டர்ஸ் வீ ஷுட் சேஞ்ச் த என்டையர் வேர்ல்டு இந்த புதிய பூமியை வந்து நம்ம தான் செலவு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த பொறுப்பை நம்ம எல்லோரும் இந்த டுவெண்ட்டி நம்ம கையில் எடுத்துக்கலாம் ஸோ இதோடு வந்துட்டு நம்ம கடையை க்ளோஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு இதை விட அரியதோடு பாட்டு வந்தா நல்லா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணா கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க and இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சோ தொடர்ந்து பேசலாம் வரிகளோட இன்னும் வேற சில டாபிக்கோட باي باي. இல்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க அப்படியே அந்த பெல் ஐகானியும் பிரஸ் பண்ணிடுங்க.